அந்த ஏழு கல்லருக்குன்னாகப்பட்டது பெரியர்கள் அம்பியாக்கள் சையாத்துகள் தவரசிகன் முனிவர் பெருமான் சித்தருடைய கூடத்தார்கள் ஆனால் இவர்கள் குத்த கண்ணு குத்தினால் போக மாட்டார் நம்முடைய ஊர் போய் பெஞ்சாதி புள்ள குட்டி முகத்தில் போய் முழிக்க முடியாதப்பா பாங்க நம்ம செய்த பிழைக்கு தெய்வத்திரத்தில் மன்னிப்பு கேட்டு நல்வாக்கு பெற்று அருள்கராட்சியம் பெற்று நம்முடைய ஊர் தலம் போய் சேரலாம் என்று சொன்னேன் நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்காமல் அவர்களை போயிட்டாரா இப்போது உங்களுக்கு கண் பார்வையாகப்பட்டது தெரிகிறதா அப்படி என்று ஒரு கண்டு கேட்டார் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் என்னடா அண்ணா தம்பி இருந்தது இருந்தது போல் எங்களுக்கு ஆறு பேருக்கும் கண் பார்வையாகப்படுது தெரியவில்லையப்பா உனக்கு தெரிகிறதா அவருக்கு ஏத்துக்கிட்டு நல்ல மனிதன் என்று ஒரு வார்த்தை கண்ணு தெரியுதா அப்படி என்று ஆறு பேரும் கேட்டார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகிறார் வைத்தியகாரங்களா நல்ல மனிதன் பெரியோரிட குடத்தார்கள் என்று ஒரு வார்த்தை நான் சொன்னதற்காக தெய்வமாகப்பட்டவர் என்மேல் ஈவுதலக்கம் அடைந்து இரக்க சித்தமடைந்து எனக்கு ஒரு கண்ணு தெரிவதற்கு கிருவ செஞ்சிருக்கிறார் ஆகா இன்னும் உங்க கூட நான் நின்று கொண்டிருந்தால் இந்த கண்ணும் தெரியாமல் தெரியாமல் போனாலும் போய்விடும் நான் ஊறுதளம் போய் சேருகிறேன் அப்படி என்று அவர்கள் ஏசா புறப்பட்டார் புறப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஆறு பேர்களும் அவருடைய காலில் விழுந்து அப்பா அண்ணே அடே தம்பி எங்களை விட்டுட்டு போகிறாரே எப்படியும் தெய்வத்துடைய பாதாரம் இந்த கொண்டு விட்டு தெரியாமல் குத்தத்தை செஞ்சிட்டான் நாங்கள் செய்த விளக்கி மன்னிப்பு கேட்டு மேல் கருணம் உள்ள வைத்து எங்களுக்கு கண்ணு தெரிய முடியாது செய்தால் நாங்கள் உலகத்தில் எவ்வளக வசித்து வரமோ அதுகாலவரையும் சொல்ல தவறே நாங்கள் அடக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் கடல் சிறியவர்கள் செஞ்சு விட்டால் பெரியவர்கள் அதை பெருசாக நினைக்காமல் மன்னிப்பு செய்வாங்கள் வாங்கல் போகலாம் அப்படி என்று ஒரு கண்ணு தெரிந்தவர் விரும்பதாக நடந்தார்கள் மற்றவர்களா ஒருவருடைய மடியை ஒருவர் பிரித்துக்கொண்டு ஒருவருடைய சட்டையும் ஒருவருடைய வேசையும் பிரித்துக்கொண்டு ஒருவர் பின்ன ஒருவராக ஒருவராக ஓடி நடந்து நமது முன்னே காலையும் தொட்டு சரணம் செய்தார்கள் நாயகமே நீங்கள் சாட்சந்த செய்த குற்றங்களே செய்த குத்தங்களே அண்ண நீங்கள் பொறுக்க வேண்டும் பெத்த பிள்ளைகள்தான் செய்த குற்றங்களே கொண்டு பொறுக்கணும் நாயகமே கண்ணுதலை ஜங்கள் ஆக்க வேண்டோ எங்கள் ஊறுதலம் போய் சேர வேண்டோ கனியே ஏதோ உங்களுடைய அருமையும் தெரியாமல் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் குற்றத்தை செய்துவிட்டோம் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் குற்றத்தை செய்தால் பொறுக்க மாட்டீர்களா அதுபோல எங்களுடைய உங்களுடைய குழந்தையாக எங்களை நினைத்து எங்கள் மேல் ஈவுதணக்கம் இணைந்து எங்களுக்கு கண் பார்வை தெரிய முடியாத செய்யுங்கள் எங்களுடைய ஒரு தளம் போய் பெஞ்சாதி புள்ளகுட்டி முகத்தில் போய் முழிக்க வேண்டும் சண்டாளர்கள் ஏழு பேர்களும் பவான் அவருடைய காலையில் இருந்து அப்போது பாபா சொல்கிறார்கள் ஏதோ வாங்கல் எல்லா வல்லமும் இறைவனுடைய வாரத்தை சொல்லுகிறேன் ஆனால் நான் சொல்லுவது போல நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்னவென்று கேட்டால் இந்த மனத்தில் என்னென்ன பெரும்பாலான அம்பியாக்கள் அவளியாக்கள் செய்த திசாதர் பெரியோர்கள் எதாயில் ஒரு காலத்துல வருவார்கள் தெரிந்தும் தெரியாத சிறியவர்களும் வருவார்கள் அவர்கள் அடித்து அடையாயம் செய்ய மாட்டோம் என்று அவருடைய பொருளுக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் என்று ஒருவருடைய மரம் நோகப்படியாக நாங்கள் பேச மாட்டோம் நடக்க மாட்டோம் என்று அல்லா அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க என்று கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு கல்லர்கள் ஏழுபர்களும் பாவா இது கால வரையும் இந்த காலத்திலிருந்து இனிமேல் இந்த உலகத்தில் நாங்கள் வசித்து வரந்தோட்டி ஒருவருடைய சொத்துக்கு நாங்கள் ஆசைப்பட ஒருவரு கரத்தை நீட்டி அடிக்க மாட்டோம் ஒருவருடைய மனநோகம்படியாக பேச மாட்டோம் என்று அல்லாஹரால் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் பவான் அவர்கள் அந்த சத்தியத்தை வாங்கி நமது அகமதும் அகமதும் ரசூல் சல்லாஹு அலைவசல்லாம் அன்னவர்கள் பெயரால் ஏழு சலபாத்தை ஓதி கல்லர்கள் ஏழு பேர்களின் வேலையை ஓதினார்கள் சலவாத்துடைய மகமை சலபாத்துடைய அகமத்து சலபாத்துடைய கிருமகளாட்சியமாகப்பட்டது சலபாத்தை ஓதினதுடனே மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாகப்பட்டது வந்து விட்டது ஒளி கிடைத்து விட்டது அப்போது கல்லர்களை பார்க்க சொன்னார்கள் அப்பா கல்லர்களே இன்றைய உலகத்தினுடைய வாழ்க்கையாகப்பட்டதற்கு முடிந்து விட்டது இந்த தாரூஹானாவுக்கு தாரூ ஹக்காவுக்கு அல்லாவுடைய இருளறைக்கு செல்லக்கூடிய நேரமாக அடுத்துக் கொண்டே இந்த ஏழு பிரம்மண குலத்தில் உரித்த மக்களை உங்களுடைய அமானவாக நான் ஒப்படைக்கிறேன் பக்கத்தில் திருமயம் என்ற ஒரு நகரமாகப்படுவதற்கிருக்கிறது அந்த திருமயத்தில் கொண்டே ஜாதி இனவருடையவராய் சேர்த்து விடுங்கள் இவர்கள் காசியப்பட்டினம் போறார்கள் தீர்த்தம் என்பது ஆடு ஆடுவதற்காக அவனை போய் கொண்டு என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு நல்லது நாயகம் என்ற கல்லர்கள் சொன்னார்கள் அதே ஏழு மக்கள் பிராமணர்கள் சொல்கிறார்கள் நாயகமே உங்கள் என்பதாகவே இவ்வளவு அட்டு அக்குறம் செய்த கல்லர்கள் நீங்கள் இல்லாத என்ன அலங்கோலம் செய்ய போறார்களோ எங்களுக்கு பயமாக இருக்குகிறது நாங்கள் ஒருபோதும் போகப்பட்டோம் என்று சொன்னார்கள் அப்போது பாபா சொன்னார்கள் மக்களே அப்படி ஏதாயிரம் உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் நீங்க எப்போது நினைப்பீர்களோ என்னையே அப்போது நான் வந்து உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படி என்று பாபா நவர்கள் வாக்களித்தார்கள் அவளுடைய வாக்கை கேட்டதும் அவருடைய சொல்படியே ஆங்கார கல்லூரி பின்போதாக பின்போதாக போகையிலே அங்கே ரெண்டும் ஆயிரு தொலை போகையிலே சத்திய வாக்கு தவறி நிட்ட ஏழு பெண்கள் நகைப்பறீங்கள் பெண்கள் கூட துயில் பாருங்கள் அந்த மொழிகளை கேட்டவர்கள் ஆங்கல கல்லறிகள் ஏழு பேரும் மாமா ஏழு பெண்கள் கூட நகை வரீத்த ஏழு பெண்களூட துயில் பாரித்தார் அங்கே கட்டிக்கொண்டு பயணமானார்கள் கல்லறுகளும் அப்போ பத்தினி ஆர்வத்த புத்தமிகள் பாப்பன மக்களும் ஏது செய்தார்கள் இரண்டு மைல் தூரம் தான் போனார்கள் போனதற்கு பின்பதாக சண்டாளர்கள் பாபா நபர்களுக்கு கொடுத்த வாக்கம் மறந்துவிட்டார்கள் சத்தியம் மாறிவிட்டார்கள் அண்ணம் தம்பிகளே சாயப் இரண்டு மைல் துறைக்கு அப்பால் இருக்குகிறான் நம்ம இரண்டு மைலுக்கு வந்துட்டோம் ஆகையினால் இந்த பெண்களுடன் நமக்கு தேவையில்லை இவர்கள் உச்சிலிருந்து உள்ளாண்டு அலுவலரை அணைந்திருக்கிறார்கள் ஒன்பது அதிபதி ஏழு ஏழு பதினாலு தலைமுறை பதினாலு இருபத்தி எட்டு தலைமுறைக்கு பசியாரலாம் பிறகு அவ்வளவு கோடான கோடி திரையம் ஏழு பெண்களுடைய ஆடையாபரணத்தையும் ஏழு பெருடைய நகன் ஆணையத்தின் சொன்னார்கள் அது கேட்டு சண்டாளர்கள் ஏழு பெண்களும் ஏழு பெண்களுடைய ஆடையாபரணத்தையும் ஏழு பெண்களுடைய நகன் ஆணையத்தையும் ஏழு மூட்டையாக கட்டி பயணம் பயணமாகக் கொண்டிருந்தார்கள் அப்போது பெண்கள் ஏழுவர்களும் ஐயோ விதி என்று புலம்பி அழுதார்கள் நாயகமே நாங்கள் விபதாகவே சொன்னமே இந்த சண்டாளர்கள் ஈவுதலக்கம் இல்லாத அறக்கர்கள் கூட நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னமே எங்களுக்கு வாக்களித்தீர்களே மக்களே அப்படி ஏதாவது ஒரு ஆபத்து நிறந்தால் உங்களை கண்மூடி கந்தரப்பதற்குள் வடது புறம் நினைத்து திரும்பி பார்த்தாலும் வடதுபுறமும் வருவேன் இடதுபுறம் நினைத்து திரும்பி பார்த்தாலும் இடதுபுறமும் வருவன் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீர்களே வாக்களித்தீர்களே இன்னும் காணாமே நாயகமே என்ன செய்வோம் என்று ஏழு மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அங்கவெல்லாம் துடிதுடித்து அல்புகள்லாம் நொந்து பரிதாபத்துடன் துக்கத்துடன் மாமா பகரதி நன்பர்கள் நினைத்து மேலக்கு முகமாக நின்று துவாக பெற்று ஆஹா அப்போது கேக்கிறது ரூபமிட்டு ரூபமிட்டு பாபா காட்டு பிளியூட ரூபம் கொண்டார்கள் டி வேங்கை பிழியுடையடைந்தார்கள் கண்ணை உருட்டி வாழ குருட்டி என்று கல்லர்கள் முன்பதாக இரண்டு மைலுக்கால் அப்பால் பாய்ந்து முடித்தார்கள் பதினாலு அடி வேங்கை பிளிய கல்லர்கள் குருகுறம் என்று பார்த்தார்கள் மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாகப்பட்ட ஒளியாகப்பட்டது மறைந்து குருடர்கள் ஆகிவிட்டார்கள் ஒருவருக்கு ஒரு கண்ணு தெரிந்ததை அவருக்கு அவர் சொன்னது போலே அந்த கண்ணும் தெரியாமல் போய்விட்டது ஏழு ஏழு பதினாலு கண்களும் ஏழு பேருக்கு தெரியாமல் குருடர்கள் ஆகிவிட்டார்கள் அப்போது தட்டுக்கடு தடுமாறி நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது ஏழு மக்கள் பார்த்தார்கள் என்னால செய்வோமோர்கள் சாகவில்லை இந்த காட்டு பீலி சாகப் சாக போறோம் என்று கதறி அழுதார்கள் பத்தி மக்களை அழுகாதீர்கள் புலம்ப வேண்டாம் என்னுடைய பேரும் பாபா பகர்ந்தேன் இந்த காரகத்தில் பதினாறு அடி பேங்கை பிளியுடைய பாபா பகதின் தெரு விளங்கிய ஆடுபா செய்யலமானால் அஞ்சாலைகள் பாபாதான் உங்களை காப்பாற்றுவதற்காக வண்டி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாயகமே கண்கண்ட தெய்வமே பார்வீர்கள் அந்த சந்தானங்கள் செய்த அரங்கோலத்தில் அறுத்தீர்களா நாங்கள் என்பதாகவே போக மாட்டோம் என்று சொன்ன வேண்டும் சொல்வது அது உடனே பாபா என்பவர்கள் கோபமடைந்து சந்தாள மூலவிகளே ஏழு பெண்களுடைய நகன் ஆலயத்திலும் அவருடைய ஆலயத்தில் கொண்டு விட்டுவார்கள் கொண்டாங்க என்று கேட்டார்கள் அந்த வார்த்தை பாபான சத்தத்தை கேட்டதுடன் கல்லரில் ஏழு பெருமையாக ஆடி பாபா நவத்தில் தட்டுக்கட்டு தடுமாறி கொண்டாந்து ஏழு மூட்டைகளையும் கொடுத்தார்கள் பாபான் அவர்கள் அவால் அவாளுடைய ஆடைய வரணத்தையும் அவர்களுடைய நகன் ஆணையத்தையும் கொடுத்தார்கள் மீண்டும் சண்டாளர்கள் பாபானுடைய பாதரவங்கத்தில் வெந்து நாயகமே ஏதோ அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் மீண்டும் நாங்கள் குத்தத்தை செய்து விட்டோம் உங்களுடைய மார்க்கமே உண்மையான மார்க்கம் உங்களுடைய மெய்யான வேதம் என்பது உங்களுடைய வேதம் தான் நான்காவது மார்க்கம் என்பது உங்களுடைய வேதம் தான் உங்களுடைய வேதத்துக்கு மிஞ்சின வேதம் ஏதுமே கிடையாது நாயகமே ஆகையினால் இப்போதே நாங்கள் எங்களுடைய கொகுர் மதத்தை விட்டு உங்களுடைய உண்மையான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மதத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த நெருப்பை விட்டு நாங்கள் கேட்டார்கள் அமைத்து எருங்கிலிருந்து எண்ணாயிரம் ஜீவசந்திகளுக்கும் ஆக்களிக்க வல்லவனே அருமை நாயகம் இந்த தீன் மதத்தை உண்டாக்குவதற்கு இந்த இஸ்லாத்தை உண்டாக்குவதற்கு எவ்வளவோ படாத துன்மகள் எல்லாம் பற்றிருக்கின்றார்கள் கல்லடிகள் பட்டிருக்கின்றார்கள் அவருடைய பல்களெல்லாம் உடைந்திருக்கின்றது எகுதியிலெல்லாம் எவ்வளவோ அநியாயம் அவர்களை செய்திருக்கின்றார்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை உண்டாக்கி அவர்கள் பட்ட கஷ்டத்திலே நம்ம ஒரு தூசி ஏதவப்பட்டது கிடையாது ஆகையினால் உண்மையான சன்மார்க்கத்தில் இந்த சந்தாரர்கள் ஏழுவர் வராதுன்னு சொல்கிறார்களே இதே நமக்கு நோக்கு போதுமானதென்று பாவான் அவர் நினைத்து அருமநாயகம் சதல்லாஹூ அலைவசல்லாம் அண்ணனுடைய திருக்களிமாவை ஏழு கல்லர்களுக்கும் ஓதி கொடுத்தார்கள் அப்போது ஏழு கல்லர்களும் களிமாவை சொன்னார்கள் களிமாவை சொன்னதுடனே களிமாவுடைய மகத்துவம் அதனுடைய பழக்கத்தை மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாக படது வந்திருந்தது குவிர விட்டு வீண் சண்மார்க்கத்தில் வந்து விட்டார்கள் உடனே நெருப்பை விட்டு நீர்த்தி வந்து விட்டார்கள் சொன்னார்கள் அப்பா கல்லர்களே இப்போ ஐந்து நிமிடத்திற்குள்ள சன்மார்க்கத்தில் சேர்ந்து விட்டீர்கள் என்னுடைய மார்க்கத்திற்கு வந்ததற்கு பின்பதாக என்னுடைய மதத்தில் உள்ளவர்கள் பொய் பொருள் என்பதை பேசக்கூடாது அடுத்தவுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஒருவருடைய மனம் நோகம் வழியாக கரத்தை நீட்டி அடிக்கவும் கூடாது ஆகையினால் நீங்கள் வாழ்க்கையாகப்பட்டது முடிந்து தாருக்கு அல்லாவுடைய இருளரைக்கு செல்லப் போகிறேனால் இந்த ஏழு மக்களை அழைத்துக் கொண்டு திருமயத்தில் அக்ராபுரம் என்ற ஒரு தெருவாகப்பட்டது அந்த அக்ராபுரத்தில் ஜாதி இனவருடாய் என் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நேரமாயிவிடும் அங்கே ஒரு கூற பள்ளிவாசலாக பிறகு மஜீத் ஒன்று இருக்குகிறது அந்த பள்ளிவாசலில் என்னுடைய மோமினவர்கள் எல்லாம் தொழுதுட்டு வருவார்கள் தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில் அஸ்லாம் முன்பு அவர்களுக்கு சலாத்திரத்துடைய முறைகள் அவர்கள் அலேக்கும் சலாமர் ரஹமத்துல்ல வரக்காத்தவன் அதற்கு பிரிதி சொல்வார்கள் பாவா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தவர்கள் எந்த நாட்டில் உள்ளவர்கள் இங்கே வந்து ஏழ்வர்களும் சலாம் சொல்ல வேண்டிய காரணம் வந்த காரணத்தை சொல்லும் என்று கேட்பார்கள் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் பாவா நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கல்லனுடைய வம்சம் கல்லனுடைய வழியில் உள்ளவர்கள் ஏதோ எங்களுடைய வம்சத்திலே எங்களுடைய காலத்திலே உங்களுடைய மார்க்கமே உண்மையாக மார்க்கம் என்று நாங்கள் நினைத்து எங்களுடைய மதத்தை விட்டு உங்களுடைய மதத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் புதிய இஸ்லாம் பாபா நாங்கள் கொட்டி கிளம்பு தோன்றுவதற்காக நீ கோரமலைக்கு போனோம் அங்கே ஒரு முசாபுர அந்த பாடையின் பக்கமாக இறந்து கிடத்துகின்றார் ஏதோ உங்களிடத்தில் வந்து சொல்கிறோம் சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் செய்யலாம் வந்து சொன்னமென்று அவர் சொல்லுங்கள் அந்த ஜமாத்தர்கள் அந்த வார்த்தையை கேட்டு என்னை அடக்கம் செய்வதற்கு வாங்க விடையே ஜாமாலா வாங்கி தூக்கி அடக்கம் செய்வார்கள் அப்படின்னு பாவான் அவர்கள் உத்தரவு அளித்தார்கள் அதை கேட்டு நாயகமே இப்போ ஏற்பட்ட கண்கண்ட எந்த காலத்தில் நாங்கள் பார்க்க போறோம் என்று மக்கள் ஏழு பேர்களும் கண்மணியான நாயகமே இந்த பாதிகளாலே எவ்வளவோ துன்பப்பட்டு விட்டீர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைக்கு நாங்கள் ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு அனுபவாக இருந்தாலும் அந்த கடன் நாங்கள் தீர்க்கவும் முடியாத நாயகம் என்று பாபானுடன் ஆசீர்வாதம் எடுத்து ஏழு மக்களும் கல்லர்களும் கல்லறுகள் முன்னடக்க பத்தினி மக்களும் பின்னாடக்கே சென்று நாடும் சிறத கானகம் முன்னிலக அந்த காடுமலை எல்லாம் தான் கடந்து நகரத்துக்கு மக்கள் ஏழு பேர்களின் அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து அக்ராபடத்தில் கொண்டாந்து யாதி இனவருடைய இனவராக ஏழு மக்களையும் சேர்த்து விட்டார்கள் அம்மா இனிமேல் நீங்கள் காசியப்பட்டினம் போனாலும் சரி ராமேஸ்வரம் திரும்பி போனாலும் சரி பாபா என்பவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்க எங்களுக்கு கட்டளை இட்டதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அல்லாவுடைய பள்ளி வாசலை தேடி வந்தார்கள் அப்பத்தான் முன் அவர்களை தொடுத்து பள்ளி வாசலை விட்டு வெளியே வந்து அடங்கப்பட்ட கபுராளிகள் தருவதி ஓதை முடித்துக் கொண்டு வந்தார்கள் அப்போது அசலாம் ஆலய அஹமதுல்லாய் வரக்காத்த உணர்ஸ்லா தடுத்துரைத்தார்கள் அவர்கள் அதற்கு பிரிதி சொன்னார்கள் அப்பா நீங்கள் எந்த ஊரு இங்கே வர வேண்டிய காரணம் வந்தாரை கேட்டார்கள் அப்போது சொலுறார்கள் ஆங்காரக்கலர்கள் ஏழுவர்களும் பாவா நாங்கள் இஸ்லான் அஹபு இஸ்லாம் ஆகையினால் கொட்டிக்கிழங்கு தோண்ட பணம் கோரமல அறிவரத்திலே அங்கு இந்த பாறையின் பக்கமாக ஒரு முசாபராக படகு தனித்தவர்களாக இறந்து கிடக்கிறார் என்று சொன்னார்கள் அப்போது மோமினோர்கள் பார்த்தார்கள் அதோ பாலை வனம் சோலை வனம் இருள் சொந்தவனம் காயாத கள்ளிவனம் முல்லைவனன் நெடுமர வனங்கள் இன்னும் காலாங்கரடி இசிங்க மிருகஜாலிகள் தெரியக்கூடிய கானகம் அந்த கானகத்தில் ஒரு ஜனாசமாகப்பட்ட மையத்தாகப்பட்டது தனியாக இருக்குதாம் அல்லவா ஆக அது ஏதோ ஒரு துணையில்லாமல் ஜனாசா தனியாக இருக்குது என்று சொல்கிறார்களே நாமல் தாமிரப்படக்கூடாது என்று அந்த திருமயத்து முன்னினோர்கள் உடனே அல்லாவுடைய பள்ளி வாசலாகப்பட்ட மஜீதிலிருந்து பள்ளிவாசலாக இருந்து கொஞ்சம் பொருளாகப்பட்ட எடுத்து அந்த ஜலாசாவுக்கு வாங்க வேண்டிய ஜாமன் எல்லாம் வாங்கி எல்லா வல்லம் இறைவன் சே அந்த வட்டமலை தேடும் வந்து நின்று பார்க்கும் போது என்ன காரண அங்கே கண்ணால் கல்லார் அனந்திருக்க மணியிருக்க ஆசா போர் பிரம்பிருக்க தாகிருக்காகிருக்கந்தருகோடாலி மிக இருக்க தாயிருக்க மட்டுமே காணவில்லை திருமயத்து மூமினோர்கள் பாறையில் வந்து பார்த்தார்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அலைந்திருந்த ஜாமான் எல்லாம் இருக்குகிறது காயில் தலப்பாக இருக்குகிறது தஸ்மம் அணியாகப்படுதிருக்குகிறது கண்டர் கோடாளி இருக்குகிறது கிஷியாகப்பட்ட கப்பரை ஓடாகப்படுதற்கு பாதார வந்த கட்டை இருக்குகிறது இன்னும் அவர்கள் என்ன ஜாமான் வைத்திருந்தார்களோ அத்தனை ஜாமாலும் இருக்குகிறது எங்கே பார்த்தாலும் பாறையில ஏக ரத்தமாகவும் இருக்குகிறது ஆனால் ஜனாசா என்று சொல்லப்பட்ட மையத்தை மட்டும் காணவில்லை ே இங்க பார்த்தால் ஏக ரத்தமாக இருக்குகிறது ஏதோ ஒரு மிருகமல்லவா அறித்து சென்றது போல் எங்களுக்கு தோல்கிறது அப்படி என்று மூமினோர்கள் கை செய்தப்பட்டு நின்று கொண்டு வந்தார்கள் அப்போது அல்லாவுடைய அரசில் இருந்து பாபா பகரின் பேர் விளங்கி ஆகாயத்திற்கு உத்தரவளித்தார்கள் சத்தமிட்டார்கள் இனி எந்த மிருகமும் அடித்து செல்லவில்லை ஆனால் நான் பேர பிள்ளைனார் நான் ஈசுபு சாய் அருணவத்தினால் பேரு விளங்கிய காட்டுவா செய்ய என்னை எடுத்து அடக்கம் செய்வது போல் நான் வைத்திருந்தவா ஜாவான்கள் அத்தனை பொருள்களையும் எடுத்து நான் பக்கத்தில் அமைத்திருக்கிறேன் என்று படியும் பதினாறு கோணங்களோடு தெப்பமாகப்பட்டது அந்த தெப்பத்தில் கழிவு குழுப்பாட்டி ஹசப்பும் மாற்றி கபன் உடவை விட்டு லெவல் ஹலம் என்று சொல்லப்பட்ட எழுத்தும் எழுதி மூன்று பந்து கட்டும் கட்டி அழகான சந்தூக்குள் தூக்கி வைத்து நீங்கள் போனால் ஒரு ஹபுராகப்படுது படியிலிருந்து வெடிக்கும் அந்த ஹபுரில் கொண்டு என்னை அடக்கம் செய்வதையும் ஜாமந்தரத்திலாம் எடுத்து அடக்கம் செய்யுங்கள் அப்படி என்று பாபான் அவள் ஆகாசத்தின் உத்தரவிளித்தார்கள் அந்த வார்த்தையை கேட்டது உடனேயே எல்லா ஊமினோர்களும் பயந்து நடுங்கி எட்டு படியும் பதினாறு கோடல் உள்ள தெப்பத்தில் கொண்டு போய் கழிவு குழுப்பாட்டி ஹசப்பு மாற்றி அவன் உடலை விட்டு எழுத்தும் எழுதி அந்த மூன்றும் வந்து கட்டுமே அப்பொழுது தானுமே கட்டி அந்த அழகு ஒருந்தியே சந்தாக்கில் தானும் வைத்தே இறைவாக தகுந்த மே மூடிகள் தாழ்மே மூடி அத பான போர்வ மேலே மிகவும் போத்தி மூமினோர்கள் போகையிலே ஆன அபுரு ஒன்று தாழ்வடி ஜல்ல மையத்தை அந்த மையத்தை தூக்கி கபூருக்கு இறக்கி அழகு பொருந்திய மூன்று பந்த கட்டும் கட்டையும் அவிழ்த்து விட்டு அதுக்கு தகுந்த சாத்து கம்புகளும் சாத்தி ஒளிவான தள்ளினார்கள் என்று அவர்களுக்கு வைத்து எல்லா மூலிமர்களும் அவால் அவால் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அதே நேரத்தில் ஆங்கார கல்லி ஏழுவர்களும் பாபானோடைய பேரின் என்பதாக சமாதியின் என்பதாக நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் நாயகமே காரணம் உள்ள அபுரிய நீங்கள் புகழ் பெற்ற நாயகமே பாபா ஏக வராபாரம் உள்ளோர்களே அவிதவிலியா பேரனார்கள் பேரனார்கள் நீங்கள் இசுமுசாய தன் வாயில் பாபா அம்புகரன் கூட போ கூட போ நாங்கள் ஆனந்தோ பணியடு போசலில் மரடிய போற்றி யார் வாணிமோ போட்டி பணிந்து சில வைத்து வருஷ தப்பான போ போகவே நாங்கள் செய்த குற்றத்துக்காக வேண்டி நாங்கள் செய்த தீங்கான காரியக்காக வேண்டி எங்களிலிருந்து பில்ல உள்ள தலைமுறையாக உங்களுடைய தருகாவுக்கு அருமை தலக்காரராக நாங்கள் இருப்போம் உங்களுக்கு வழிநட ஒரு முறையாகப்படுது சந்தன கூடமாகப்படுவது தப்பாமல் அளிப்போம் அப்படி என்று கல்லர்கள் ஏழு பேர்களும் பாபான் அவருடைய பேரும் என்பதாக நாங்கள் சத்தியம் செய்தார்கள் உறுதி என்பது வாக்களித்தார்கள் உறுதி முடித்ததற்கு பின்பதாக பாபா பகர் என்னும் பேர் வழங்கிய அவர்கள் இருக்கப்பட்ட இடத்துக்கு சென்று விட்டார்கள் எல்லா நாயகம் லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமானிய கிருபகடாச்சியத்தினால் முன்னூத்தி பதிமூணு முருசரிமாரன் அபிமானிய ஹம்மத்தினால் எல்லா ஒலிகளுக்கெல்லாம் சரதார் ஆகிய சக்கரவர்த்தி ஆகிய மஹபூபூர் சுபஹானி வல்வாஜி பல்பர்தே சமுதானி ஹஜரத் மிரா முஹையின் அப்துல் காதர் ஜீலானி அஹ் ரஹ் அஜிஸ் அன்னுடைய அஹ்கினால் பாபா பஹரதின் பேர் விளங்கிய ஹாட் பாசை என்னுடைய பிசாவாகப்பட்டது முற்றியடைந்தது அஸ்லாம் வாலிகுமர் ரஹமத்துல்லாஹி வர கடல் கரை தஞ்சம் வந்து தயமுடன் வேண்டும் மனங்களில் துயர்த்தியில் போறேன் பஞ்சமில்லா பாரியில் துணை செய்வார் மீரான் ஒளி கவந்தீரே பாரி நிலகி சோலாம் மார்க்கத்தை பேணி நடந்திட பணி புரிந்தீரே பார்க்கும்னராவும் மகிழ்வையும் ஓட்டும் வானத்தை பார்க்கும் முனராவும் ஐந்து அழகில் வடிவத்தை காட்டும் மனதில் சொம்போது மனதில் மகிழ்வையும் ஊட்டும் நாகூரிலே மலகோடினம் வந்திடும் அடியார்கள் மலகோடி ஜோதி இலையில் மனோகமே நாகூர் சாவுள் தோழி நாயகமே நாகூர் சாவுகி தோழி நாயகமே அப்ப உள்ள அனா பைசா இல்லை இல்லை என்று சொல்லுறான் இப்ப உள்ள கொடி பைசா ஆண்டவனுக்கு பயன் தாண்டா ஆண்டவனுக்கு பயன் தாண்டா அந்த காலம் பைசா நானே அல்லா என்று சொல்லுற நாகரீகமையா பைசா அல்லா என்று சொல்லுறான் நாகரீக பெத்ததாய் தந்தைக்கு வயது நடந்தார் பெத்ததாயை மதித்தார் தான் பெருசா உள்ள அனா பைசா இப்ப பெண்டா புது புதுசாவுள்ள நயா பைசா பெண்டாட்டி கிடைத்தால் போல் என்கிறார் புதுசாவுள்ளார் என்று சொல்லுறார் இப்ப வந்த புது பைசா களிமா வண்டால் பயந்தாண்டா கடந்த காலம் இப்ப சினிமாண்டால் சிறந்த காலம் ஐயா பைசா சினிமா வட்டி வாங்க பயந்தாண்டோய் வட்டி வாங்க பயந்தாண்டா அந்த காலம் அனா பைசா இப்ப ரூபாக்கி நாளனா போடு போடு என்கிறான் இந்த காலமையா பைசா ரூபாக்கி நாளனா கொண்டா கொண்டா என்கிறான் இந்த காலமையா பைசா என்றால் பயந்து என்றால் பயந்தாண்டா அந்த காலம் பைசா இப்போ வாங்க கேட்க இந்த காலனையா பைசா பைசா பைசா இல்லே இல்லே என்று கல்யாணம் ஆனால் திரிந்திக் கொள்ளுவான் கடந்த காலம் ஆனா பைசா இப்ப போக்கு தவறியே பட்டுக்கெட்டு முழிக்கிறார் புதுசா உள்ள அந்த காலம் பைசா இப்ப ஆளை சேர்த்துக்கிட்டு அடிக்க வருகிறார் இப்ப உள்ள பொடி பைசா ஆளை சேர்த்துக்கிட்டு உழைக்க இப்ப உள்ள பொடி பைசாடுவார்தான் அப்ப உள்ள அனா பைசா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ள நயா பைசா ஆமா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ள நயா பைசா தங்கள் இரண்டும் உங்கள் பாதம் தான தேடுவே சூழல் உங்கள் அன்பை தேடி நாடுவே தங்கள் இரண்டும் உங்கள் பாதம் தான தேடுவேலா கருள் அருள் தேடி கெல் சீலா கருணை நதினாலா கலங்கிடும் நெல்ஜம் அருள் தேடி கெல் உயிரிங்கே இரண்டு வழிகாட்டுங்கே இறை தூதரங்கே இரண்டு குடையே வலி கம்பே கனவாகி போ பெண் கடலில் கரை சே நாடி காலம் எல்லாம் இரண்டு கையே தேடி என்ன உயிர் தூதரங்கே இரண்டு குங்கியிடையே வழி காண்பதெங்கே தங்கள் பாதம் காதல் வரும் தாசல் நாட்டங்கள் எல்லாம் நன்மையாக சேரும் உங்கள் உங்கள் பாதம் கால ஆய்வு பரக்காத்தவாள் இதுவரை நான் பாடியே இந்த கிசாவை சிங்கப்பூரில் பிரபல டேப் விற்பனையாளர் எஸ் ஏ மஜீத் பிரதர்ஸுக்கு பாடியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்